ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாட்லி பல்லு சாஃபி சாரீஸ் வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் ஸாரீ நம்பர் டூ அதாவது பாட்லி பல்லு அப்படிங்கிறது பல்லு என்ன கலர் என்ன டிசைனோ அதுவே ப்ளீட்சுக்கும் வந்துடுங்க ஸோ அதே அந்த சாரீஸ் அந்த டைப் ஆஃப் சாரீஸில் பாட்லி பல்லு சாரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சேரீ பிங்க் கலர் லோட்டஸ் பிங்க் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நேவி ப்ளூங்க பிளவுஸ் பிளைனாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்டு சரி ஒர்க்கில் தாங்க இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இது தான் ப்ளீட் போர்ஷன் ஸோ ப்ளீட் உங்களுக்கு சேம் பல்லு என்ன கலர் என்ன டிசைனோ அதுவே வந்துடுங்க இது டபுள் ஒர்க் சாரீ கைத்தறியில் என்ன பண்ண பண்ணால் பியூர் சில்க் சாரீங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் சாரீ நம்பர் டூ இந்த சேரீயில் பல்லூர் பிளவுஸ் சேம் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சேரீ ராமர் க்ரீன் கலருங்க ப்ளவுஸ் பிளைன் பிளவுஸ் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி சாரியோடைய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ்ங்க செவன் தௌசண்ட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடச்சிடும் இது இந்த சேரீயும் ப்ளீட் போர்ஷன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் சரி பூக்கு பண்ணும்போது நீங்க பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் செட் பண்ணுவோம் பார்சல் விசிட் பண்ணும்போது சாரியோடைய பிரைஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியுடைய நம்பர் 261, சிக்ஸ் ஒன் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரி க்ரீன் ரேடியம் க்ரீன் கலருங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா Pay, Phone Pay, Paytm, Account Transfer இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் PREPAYMENT ஆப்ஷனில் SINGLE சாரீ கூட Purchase பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சென் சாரீஸ் வேணாலும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நம்ம FREE ஷிப்பிங்கில் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் சென்ட் பண்ணி தரோம் சேரீ நம்பர் டூ இந்த சேரீல பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கலர் ஒரே வீடியோ வேணும் ஓபன் பண்றதுல இருந்து அந்த சாரில ஏதாவது அதே வீடியோ மென்ஷன் பண்ணுங்க பல்லுவன் பிளவுஸ் ராமர் கிரீன் கலர் பாடி ஆஃப் சாரி பிளாக் கலருங்க பல்லுவன் பிளவுஸ் ராமர் கிரீன் சேம் அதே கலர் தான் உங்களுக்கு ப்ளீட்ஸுக்கும் வரும் சாரியோடைய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரினா அட் அ டைமில் ஒரு சாரி தாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சேரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே புக் பண்ண சாரியுடைய பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சாரியை வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியும் ஸோ இந்த பாட்லி பல்லுவில் ஃபைவ் சாரீஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தது அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க வருது தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்